மாத மையப் பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வில் செய்துக்கு உங்களை வரவிருக்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவளை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக நவம்பர் மாதத்துல நாம் என்ன தியானத்தை கொண்டிருக்கிறோம் அவரின் மாதம் அவரே என்று சொல்லுகிற மாதம் either may caturiya vartikaga aayithu marikkinga amen i already yes. to hear the word of god amen yes. how many of you are ready to welcome the word of god hallelujah yes. amen hallelujah hallelujah yes. we are a crowd we are a, we are a family we welcome and celebrate the word of god hallelujah hallelujah yes. we are building the culture how many of you are are into the culture hallelujah Amen. you are celebrating and welcoming the word of god hallelujah personala enakku naan aandavarai nandri seluthunana indha maadha maiya porullod kuda andha team od kuda naan travel panna aandavar udhavi seigraru adu nenithu paarkumuludhan naan aandavarai kodana kodi sthotrangalai selutten naan kadamai petti irukken enenjal initially under in the idea enakku vandha poludhan naan kudai yosithadun aandavarai ஒரு வசனத்தை வைத்து அந்த மாதம் முழுவதும் எப்படி ஆண்டு படிக்க போகிறோம் அதுவும் ஒரு சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன இந்த வசனம் எத்தனை லைன் ஜஸ்ட் ஒரு ஒரு லைன் தான் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அவ்வளோதான் வசனம் இதை எப்படி ஆண்டு நம்ம படிப்போம் என்று நினைக்கும் பொழுது இதை கேட்ட பா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை தோண்ட தோண்ட புதையல் மாறி வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயதுல எங்க அப்பா எப்படி பைபிள் வாசிக்கிறத பார்த்தனும் அதே போல அவர் உடம்பு சரியும் இல்லாம ஸ்ட்ரோக் வந்து வந்து கைகள் சரியா வேலை செய்ய முடியுமோ வாய் சரியா இல்லாத பொழுதும் அதே ஆவலோடு ஆசையோடு பைபிள் படிச்சதை பார்த்தேன் Yes. Hallelujah. hallelujah now i can understand why the joy of reading bible again and again net over tiktok paathirundhen but 95 years old foreign or pastoral family rendu per bangara vaisana 95 years na irukken sollirken nan inda avargal kathirkaagolum jedhi but retirement la irundalum தினந்தோறும் அவங்க இந்த வயதான காலத்திலும் சேர்ந்து பைபிள் வாசிப்பாங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பைபிள் வாசித்து அதை ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அப்படியாக அவர்கள் இன்னமும் எனக்கு எத்தனை முறை தெரியல ஆனால் நான் குறைஞ்சது ஒரு என்னோடய தொண்ணூத்தஞ்சு வருஷத்தில் நூறு தடவைக்கு மேலாவது நான் படித்திருப்பேன்னு சொல்கிறேன் சட்ச் இஸ் த பவர் ஆஃப் தர்ட் ஆஃப் காட் அலல்லோயா இதை சாப்பிட சாப்பிட இனிக்கும் சுவைக்கும் அதனாலதான் மதுரம் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலிருந்து அந்த தேன் எவ்வளவு சுவையா இருக்கும் அந்த சுவையிலும் கத்தோடைய வார்த்தை மிகவும் சுவையுள்ளது என்று அவர் வர்ணிக்கிறார் இந்த காலவாளியில கூட மறுபடியும் இந்த ஒன்று குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தின் படி நான் உங்களோடு கூட பேசுவதற்கு ஆடர் கொடுத்த இந்த மகிமையான நேரத்துக்காக நான் அன்றிக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா இந்த வசனத்தை அவரே முதல் வாரத்துல உங்களை எல்லாரும் சொல்ல வச்சதுனால இன்னும் அழகா நீங்க சொல்றீங்க நினைக்கிறேன் இதுல ரகசியம் நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் இதோட பேக்ரவுண்ட் ஏன் இந்த வசனம் ஏன் எழுதப்பட்டது என்பதை குறித்து நான் சொல்லியிருக்க இருக்கா எல்லாருக்கும் இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முந்திட வசனத்தை நாம் வாசித்து இந்த வசனத்தை ஏன் நமக்கு ஆண்டர் தந்தார் என்ற அந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளும்படியாக நான் உங்களோடு கூட போன வாரம் பேசினேன் இந்த வாரமும் அதை வேதகமத்தினுடைய அடிப்படையில் இன்னும் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம் இந்த கால வலையில் அகெய்ன் அம் கோயிங் டு ஸ்பீக் அபாவ் த த்ரீ சேனல்ஸ் ஃபார் பெருமை பாராட்டுகிறது மேன்மை பாராட்டுக்கிற மூன்று சேனல் என்னென்ன சேனல் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தோம் அதை வசனத்தினுடைய அல்லது வேதாந்தில் இருக்க எக்ஸாம்பிள்ஸோட கூட நம்ம பார்க்க போகிறோம் நான் போன போன வாரம் உங்களுக்கு எத்தனையோ பெரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றேன் உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ பேர் தேவனை நிராகரித்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டதுல அவர்கள் மேன்மை பாராட்டுதுல அவங்க ஓட்டம் பாதிலையோ அல்லது நிறைவேற்றப்பட முடியாததையோ அவைகள் நின்று போனதை நாம் பார்த்தோம் so today i'm again going to touch three channels of boosting main me parattil irukka moonru channel enna irandavathu in the main me parattil or group la allad perume parattil or group la irukna adai kandupidikira moonru arigurigal enna adidhan indiki nam paathu nam nam kadanthu selapogrom the sunday devotion orumurai பில்லி கிரஹாம் இவாஞ்சலிஸ் உங்களுக்கு தெரியும்ல மகா பெரிய பிரசங்கியார் அவர் ஒரு பிரசவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாரு தருவேனே என்று இயேசு சொன்னார் அந்த வசனத்தை சொல்லி பரலோகத்துக்கு போகிற வழியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வாருங்கள் கேளுங்கள் என்று சொல்லி அவர் பயங்கரமாக காராச்சாரமாக பேசியிருக்கார் பேசிட்டு ஓட்டில் போய்ட்டு அவர் தங்குற போயிட்டார் என்னடா கேட்டா இல்ல அவருக்கு அவருக்கு தான் பரலோகத்துக்கு போற வழியுமே எனக்கு இந்த லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்த நிறைய பேர் நாம் சொல்ல அல்லது சொல்ல வேண்டிய கருத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ளாமல் அதை நாம் மனுஷிகமாக அல்லது நமக்கு தெரிந்த குறுகின வழியில நம்ம பார்க்கிற மாறிட்டோம் ஆழத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அவரே இரண்டாவது மூன்றாவது நமக்கு God, Jesus, you, and what is the benefit? I am, I am, I am, I am, I am, I am, I am, I am, I am. As I told you, this is the thing that I am taking away from my friends. First of all, who is your God? You are already there. What is the name of Christ? நீங்கள் பாரம்பரியமாய் பின்பற்றுகிற வாழ்க்கை அல்ல அல்லது என்னுடைய அப்பா அம்மா வெள்ளஞ்சொல்லையுமா போயிட்டு வாரம் வாரம் போவாங்க நான் உங்க வயிற்றுல பிறந்தது நீங்கள் உங்கள் தேவனை யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான் என்று அர்த்தம் என்னவுட் காட் டுரே ஒரு வழிதான் என்னது You find God, hallelujah, yeah. hallelujah That's why Jesus is a person who is a person Who is a person who is in a coat part That's why Jesus is a person who is in a coat part There is a doubt because nobody else in this earth Cannot see God directly except through Jesus, hallelujah So, we are going to study about this next, year, next week. I am going to throw some light on our, our all, the God and us. How do we do this four points? These four points are a milestone to connect our end to end life. Hallelujah! One person who goes to the end is the four points. I am, I am, I am, I am, I am, I am, I am, I am, I am, I am, I am. This is end to end. Life, ஒரு மனுஷன் வாழக்கூடிய குறித்து நான் கடைசி வாரத்திலேயோ அல்லது நேரம் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிப்போம் அவரா யாருக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி கத்திரி குறித்து என்ன பண்ணுமே எங்க எழுதியிருக்கிறது எங்க எழுதியிருக்கிறது தெய்வ அன்பை வெரி குட் வெரி குட் வெரி எழdirுகிறபடி என்று ரெஃபரன்ஸ் கோட் கொடுக்கிறது எந்த ரெண்டு கோட் எரேமியா 9வது அதிகாரம் 23 24 வ வசனங்களை வாசிப்போம் என்ன வாசிப்போம் we find the three channels our man loves to boast our man loves to glory அந்த மூணு சேனல் என்ன என்பதை அங்க வெளிப்படுத்துறதை பார்க்க வாசிப்போம் ஞானி ஞானத்தை மனிதன் மேன்மை பாராட்டுகிறது மூன்று சேனல் நம்ம என்னன்றதை நம்ம பார்த்தோம் என்னது முதல் சேனல் என்னது இந்த மூன்று சேனல்ல எல்லா விதமான பெருமையை நம்ம அடைக்கும் the first channel is wisdom right our knowledge or understanding adha kurithu danoru perum irandavathu energy enadi amunde barakram strength avaniki enendra strength a irukiradhu adile main me parattukiradhu moonthavathu channel aishwaryam aishwaryam மனுஷனுடைய பெருமைகள் அடங்கியிருக்கிறது மனுஷன் இவைகளில் பெருமைப்பட அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கரெக்டா என்ன பார்த்தோம் படிப்பு அதிகமா படிக்கிறவர்களை கொஞ்சம் புகழ்ந்தோ அல்லது இது பண்ண அவங்களுக்கு என்ன போல படிக்கிறதுக்கு ஆளு இல்ல இதெல்லாம் எனக்கு ஜிஜிபி இதெல்லாம் என்னது என்ன பண்ணுவாங்க அற்பமாய் நினைக்கிறதும் தாழ்வாய் நினைக்கிறதும் நம் பார்க்க நீங்க உங்களுக்குள்ளேயோ அல்லது நம் கூடி வரும்பொழுது இந்த கூட்டத்துக்குள்ளேயோ ஒரு பெருமையோ மேன்மை பாராட்டத்தில் இருக்கிறது என்பதற்கு கண்டுபிடிக்கிற ஒரு மூன்று சிம்பிள்ஸை நம்ம பார்த்துட்டு நம்ம விகன கோயின் டீட்டெயில்ஸ் ஸோ தட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் என்றால் இந்த சத்தியத்தை ஏன் மறுபடியும் இந்த வாரம் பேசுகிறேன் என்றால் கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய இந்த காரியம் தேவன் வைத்திருக்க அந்த தீர்மானம் நிறைவேறாடு முடிக்கு தடை செய்கிறதுக்கு இது மிகவும் மிகவும் வல்லமையான ஆயுதமாக இருக்கிறது இதை எதிர்க்க நம்ம ஒவ்வொருத்தரும் பழக வேண்டும் எதிர்க்கழகும் எழும்புவதற்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த பல காரியங்கள் சொன்னாலும் அவர் சொல்லுகிற சில காரியங்கள்ல இந்த குறிந்து சபையில காணப்பட்டது அதுல மூன்று காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஒன்னு குறைந்த மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிங்க என்ன சைனு சொல்லுங்க பார்க்கலாம் knowledge, wisdom, understanding இருக்கிற அந்த அட்வான்டேஜ் குறித்து ஒரு போஸ்டு கண்டுபிடிச்ச பெற்றவங்க என்ன சொல்வாங்க If we know everything, we will tell those words. Why do we study at a time in college? We are going to go to college? And we easily, I have uttered this thing, I regret for it. I'll tell you. But I'll tell you, your parents are more wiser. We cannot match them at all. We cannot match them. நமக்கு இருக்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பொறாம ஒரு குரூப்ல இருப்பாங்க நாலு பேரு அந்த நாலு பேருக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சீங்க சொல்லு புரியுதா ஒருவன ஞானத்தை பார்த்து இன்னொரு ஞானத்தை பொறாமைப்பட வைக்கும் எப்போ அவங்களுக்குள்ள மேன்மை பாராட்டுதல் அல்லது அந்த பெருமை அது இருக்கும் பொழுது பேச்சு பரவாயில்டா நீயும் நல்லாதான் படிக்கிற வெரி குட் அப்படின்னு சொல்ற காரியம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் இவன் எப்படியாற்ற எப்படி வா எப்படி என்னை கட்டில் முன்னடி போகிறான் எப்படி அவன் வரான் எப்படி அவன் பண்ணுறான் அவன் மட்டும் ஏன் எப்படி இருக்கா அவன் மட்டும் ஏன் அவளை வாங்குறான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல என்னோடய ஸ்கூல் நேரத்தில் என்னோடய லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நான் இன்னொரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறேன் டிநகருக்கு இங்கேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்போ நான் அந்த ஸ்கூலில் நான் தான் ஃபர்ஸ்ட் அnder school la first mark vaangirndhavan ena ena kattalum kammiya irundha. Ah 11th standard la i used to get first and first rank and for me and the second rank holders ku nareya mark difference. I told you la. O group of amnga ellam seindhu enak alochana pandraanga. Ellam kootam kudi pesraanga na. Alfred epdi beat pandrathu idhu pandra. Eppadi thokka dikalam? ஒரே வழி என்ன பண்ணலாம்னா காலையில எழுந்து நாங்கள சூரிய நமஸ்காரம் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் படிக்கலாம் அதுதான் ரகசியம் அதை காட்டில் ரகசியம் நமக்கு தெரியும் அந்த சூரியனை உண்டாக்கினவரை நான் நமஸ்கரிக்கிறேன் wisdom because it comes from god hallelujah and erkney sonna madri deivude pilligal ningal pedigalaga allad adiga padipu padikukudadu allad ipdi panna ipdi aayidu endu solugira and veenana kaariygalukku ningal sevisaikkada vidikku ningal adiga gnanam illavargalagum guthisaligalagum thirambada irukkiravargalagum irkavendum anal you and i know the source where it comes from hallelujah உனக்குரியது ஆண்டோ எனக்குரியது நிறைவேற்றுவாரா அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் நீ சந்தோஷம் படுறதை தவிர பொறாமைப்படுறதுக்கு அவசியமே இல்லை you have to understand you are relying on your wisdom on your glory the wisdom that makes you to be glorified it indicates for Rama, for Rama. you can understand very well your spirit then you need to subdue it what is the second indication? what is the second indication? what is the second indication? what is the second indication? what is the second indication? பார்த்தீங்களா சொல்ல சொல்ல அதுக்கு ஏதாவது பதில் அவங்களுக்கு நுனி நாக்கில் யோசித்து கூட சொல்ல மாட்டாங்க சில பிள்ளைங்கள்லாம் அப்படி வச்சிருப்பாங்க வாக்குவாதம் வாக்குவாதம் டீம்ல ஒரு நாலு பேர் அப்படி இருந்தாங்க இங்க ஒரு சஜஷன் நல்லபடியா வந்திருக்கும் இவன் இவன் சொல்லுன்றதுக்காகவே தன்ன ஒரு இது மட்டும் சம்மந்தமே இல்லாத பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா என்ன இருக்கும் வாக்குஸ்டாண்ட் யோ ஸ்பிரிட் வித் திங்ஸ் Or, you are relying on glorifying yourself. Also, we can't assess that group in the group. We should not be able to accept that group in the group. Walk to vaadhamir. The they will tend to argue, they will tend to override, they will tend to subdue other person's thoughts by giving their own opinions and thoughts. What do you think about the third thing? பே ரை அதிகார அவரே கேட்டுக்கிறார் என்ன அழகான ஊழிய கார்ப்பாரு அவரே சொல் சேர்ந்தவன் Because that group is not glorifying on God, glorifying on some other things. Are you understanding everyone? Are you understanding everyone? Are you with me? If you are self-study, you should use this. If we are a child, we should be useful to you. If we are a group, we are a group, we are a group, we are a individual life. குறித்து மேன்மை காரியம் நமக்குள் இருக்கும் என்றால் we will be having these three kinds of things என்னது பொறாமை வாக்குவாதம் வேதங்கள் jealousy right? jealousy and then strife and divisions குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது குடும்பங்கள் நாலு பேர் ஒன்றா இருக்க முடியல நாடுகள் பிரிந்திருக்கிறது இன்னைக்கு எல்லாமே இருப்பதற்கு காரணம் விளைவுகள் தான் இது Come on, can I see some of the celebrations here? Hallelujah! Yeah. Are you understanding the word of God? So there are three indications of boasting spirit. We are going <laughs> to look at three indications. We are also going to learn a lot about the strife and division. Do you want to say, What is he doing? What is he doing? What is he doing? how even can't do in the poetry program because you have to understand that is not standing on the glory of god pain guilt pain is when you have jealousy strife divisions it's very clear you're not standing on the glory of god குளோரிஃபை பண்ண வேண்டியதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதோ குளோரிஃபை பண்ணுற என்பதை நாம் அறிந்து நம்ம உடனடியாக அதிலிருந்து வரணும் உங்கள் ஆஃபீஸ் என்விரான்மெண்டில் இதை ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் கூட நீங்கள் போகிற ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் சேர்கிற குழுக்களில் எப்படிப்பட்ட குழுக்களில் இருக்கிறவங்கன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா யூ கேன் கம் அவுட் வெரி பேட் கரெக்டாக So you can really come out of the thing because you know in, in your professional field this will be more pronounced It will be more pronounced How did you increase your increment? How did you get a 4 rating? How did you get a 4 rating? There will be more strife, divisions You can be very very cautious to come out of this thing இவைிருந்து நீங்க வெளிய வந்து நீங்க உடனடியாக விலகிக்கொள்ள வேண்டும் இது இது குளோரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல இருந்து கோரி குளோரிஃபை பண்ணல வேறொரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால இது எப்படி இருக்கும் இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்து தப்பித்து நீங்கள் ஆண்டவரை குளோரிஃபை பண்ணுற பொசிஷனில் உங்களோட பர்ஸ்னல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிற்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்குரிய வாக்குதத்தம்தான் அவரு தேவனால் நமக்கு என்னவா மாறினாரு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்ற இலவசமாக ஆண்டு நமக்கு அந்த வாக்குதத்தை தந்திருக்காரு understanding no, am i you understanding yes. we need to understand the word of god thoroughly so that we claim that adinoda essence nam fulla vaada kudiya claim nam pettukolla so now coming back to that thing three channels of boasting in the main me paratekla moonru vadigal allad moonru channel adha mudhal channel manidan thannai kuritha main me paratekra edukra mudhal channel enadhu wisdom gnanam என்ன பண்ண வேண்டாம் போன வருஷம் உலகத்தில் இருக்கிற குறித்து எக்ஸாம்பிள் வேதாமத்திலேயே நமக்காக முன்னாடி பிறக்கும் பொழுது இருந்தாரு தனக்கு ஒரு ராஜாக்கு இன்னொரு ராஜா போட்டி வந்துட்டான் அதிகாரம் இருபத்தி மூன்று பேருக்கும் இந்த குறித்த நாளிலே என்ன வஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு எங்க எங்களுக்கு என்ன ஏ பண்றாங்க இது மனுஷ சத்தம் இல்லை இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்ன தெரியுமா என்ன நடந்தது கைத்தட்டு அந்த பெரிய தலைவர் அடிக்கிறாரோ அந்த அளவுக்கு You are falling That is the sign that we are falling That is why we also appreciate it You should not be carried away If you trust me, you don't have to trust me If you think of a human being, you should be able to trust me Let me talk a little bit about this Because the position of the king, you should have so many wisdom right? You should have wisdom of God He should have wisdom of people, he should have wisdom of finance, he should have wisdom of wealth management, he should have, he should have wisdom of every other things right? He should have a great wisdom, that's why Rajah is in his position He should have a great position to talk about that wisdom He said to him, what is he saying? He said that this is not a man, he said that this is not a man, he said that he is a God, he is equal But Rajah, what did you do? அதுக்காக சில சில ஆவிக்குரிய பிள்ளைங்க ரொம்ப எதை செய்தாலும் ரோபோ மாதிரி இருப்பாங்க வந்து தப்பா நினைச்சிட்டாங்க நான் கூட ஒரு காலத்தை வெள்ளை தாழ்மை செருப்பு போடாம போனா தாழ்மை என்பது நீ இருந்தே இல்லாம இருக்க அதிகாரத்தை கொடுத்த ஞானத்தை come on come on come on தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால angle தான் தப்பு he took it for himself are you understanding very well இதனால தான் ஆவிக்குரிய ஜனங்க ரொம்ப ஐட்டக்கு போக கூடாதுன்னு உலகத்துல போய் பிரகாசிக்க கூடாது அவங்க இது பண்ணுங்க it's wrong you should not limit yourself Take the glory of God to the nations. Show the glory of God to the nations. They will not take the glory of God to the nations. But, you should not take the glory for yourself. You should give the glory for God. Hallelujah! Amen! Are you understanding? Are you understanding? The true meaning? Are you understanding? Are you understanding? Yes! You know, this <laughs> is the mother and father. No, we are not in the world. இது ரொம்ப அதிகமாக எச்சரிப்பு கொடுப்பாங்க ஆனால் அந்த எச்சரிப்பு ரொம்ப ஓவர் நெகட்டிவிட்டா ஆயிடுச்சு ஓவர் நெகட்டிவிட்டி ஆயிடுச்சு அதாவது உலகத்தில் போய் நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஷைன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலவரத்துக்கு வந்துருச்சு எது பத்தலும் ஒரு பயம் வந்துடும் உலகத்தில் போய் பாடக்கூடாது இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது God has position given as a position to rule and show the wisdom you have to show it but what do you have to do give the glory to god hallelujah hallelujah anga nariy perula kai thittuanga whistle adipaanga they will tell you oh idhu manisha sattham alla deva sattham endru solvaanga but you should not take it for yourself well, what do you need to be careful you need to give the glory to god hallelujah come on everyone hallelujah செலுத்தபதி என்னாச்சு எப்படி சொல்லுங்க புழு புழுது அதே இடத்துல புழு புழுதிதான் மனுஷன் உயிரோடு இருக்கும்பொழுது செத்த பிறகு நம்ம எல்லாம் புழுதான் அந்தவர் அதை காட்டுறது ஏ இத பெருமை என்ன வாசிக்கிறோம் <laughs> he didn't give the gods the glory He didn't go to the gods He didn't go to the gods Because he was not very clear He oh, didn't know the source Are you understanding? Yes Am I speaking to the right crowd here? Yes Are you all there with me? Yes Yes, hallelujah So the first channel man's wisdom it gives you room to boast yourself but you need to be very clear all the wisdom comes from him he is the author he is the source of everything else hallelujah you give the glory to him you give the glory now that I'm a scientist you know na padikkum ulathu <laughs> very young person he want to achieve something else he entered nasa he become a scientist he did universe apai paatha perugu ivanukku konja kada ena solrudu andha vaarkila avanga idvarikku nanachidha ellame maaridich article he decided i want to do something very useful to god, to human being and to god அது வரைக்கும் அவன் வாழ்க்கையை பத்தி சரியா இல்லை தான் பெரும் தன்னுடைய காரியங்கள் நினச்சிருந்தேன் ஏன்னா யூனிவர்ஸ்க்கு போய் பார்த்த பிறகு இந்த யூனிவர்ஸ் இவ்வளோ பிரம்மாண்டமான இவ்வளோ கோடி கோடி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தடம் மாறாமல் வழி மாறாமல் அழகாக சுத்தி கொண்டிருக்க இந்த யூனிவர்ஸுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண்ட் இருக்கணும் அவர் என்ன என்ன பண்ண வைக்கிறார் என்று சொல்லி அவர் பண்ணது போல நான் பண்ண வேணும் என்று யோசித்தான் சும்மா இங்க வந்து இதை பார்க்கறதுக்கு he went back to medical school he he studied anestiology you know under mudirathu manidinu toongi toongi avunde vela elum edutha enna pannare evale uruvaakinaru ange first yare paakrom anesthiology ya paak mai ka marindu kodukra doctor he studied wantedly so that i can help someone to get good operations i want to glorify god through that thing he went in study wantedly after becoming a scientist because he knows the source of his wisdom is God hallelujah how you getting a yes. so the first channel andamappa second channel enadi second channel marath nama barakramam barakrama sali ennatu kurithu perume parattada பராக்கிரமத்தை குறித்து பாராட்டது பராக்கிரமது என்னது என்னதுக்கு strength இருக்காட்டி strength. Strength. <tans> number main me paratitukalle you glorify the god because he is the one who was given the strength hallelujah hallelujah hallelujah, hallelujah. How many of you are you of understanding this thing amen your health your body your beauty your muscle power whatever you call it. everything else belongs to God hallelujah hallelujah all the dear children we all have to best jar ok we have to use that as to best but we need to give the glory to God hallelujah hallelujah are you understanding it nebuchadnezzar there was a king in the bible we are reading king nebuchadnezzar what did he do you know தொங்குத்தட்டம் பாபில ரொம்ப பிரியமுள்ள இருக்கும் ஆனா இது நடந்துச்சு இந்த நேபுகாத் ஒரு ட்ரீம் பாக்குறாரு அந்த ட்ரீம்ல இவர் மிருகமா மாறுகிற அந்த தண்டனைக்கு போகிறத பாக்குறாரு சொல்லப்பட்டுச்சு ஆனா சரியா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதை மறந்து நேமுகாத் நேச்சார் அவட வாயிலிருந்து கத்திரிக்க கொடுக்க வேண்டிய மகிமையை அந்த பராக்கிரமத்தினுடைய மகிமையை கத்திரிக்க கொடுக்க முடியாமல் இது என்னுடைய கையினால் என்னுடைய பராக்கிரமத்தினால் நான் பண்ண பாபிலும் அல்லவா நான் பண்ண ராஜ்யம் அல்லவா என்று சொன்ன உடனே என்ன நடந்து வாசிங்க பார்க்கலாம் தானியல் நாலாம் அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்து நாலாம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம் தானியல் நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம் இங்க வாசிக்க என்னுடைய பலத்தினால கட்டினா திறமையை today god is changing your mindset hallelujah yeah, yeah. god is breaking all your mind blocks you need to be very clear you need to be very clear the second channel barakramate kurithum gavanamaaga irukku bonda amen idu na kattina maga pri babylon inde sonna maatrathile enna nalanichu adha vasana vasikiram inda paathi rajavai pai ஒரு சத்தி உன்னை விட்டு நீங்கிடுச்சு மனுஷன் ஏழு வருஷம் அவன் கடந்து போய் அவன் மிருக குணம் மாறன மிருகத்தை போல வாழ்ந்த எங்க வெளியில் இருக்க மிருகங்களோட கூட ஏன் தெரியுமா கனம் பொருந்திய மனுஷனா இருந்தாலும் தேவனை அறியாத மனுஷன் மிருகங்களுக்கு சமமாக இருக்கிறான் with me? இவங்க எல்லாரும் பண்ண தப்பு பத்தியா ஆண்டவர் எதை தப்புன்னு சொல்ல நேபுகாத் நேச்சருக்கு கொடுத்த பாபிலோன் தப்புன்னு சொல்லல. அல்லது அவன் கட்டின மகா விஸ்தாரமான ஆர்க்கிடெக்சர தப்புன்னு சொல்லல. what god what god said wrong? he didn't give the glory to god he took the glory. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரியவங்க উল্টা வா இத மாத்திட்டாங்க. இப்போ பிரியதா உங்களுக்கு why i want you to change your mindset? வீடே பெருமை பாராட்டக்கூடாதுன்றது கூறையில் இருக்கலாம் our mentality just should change. are you understanding are you understanding yes. and that is why in the days to come i want in one stubborn akala strong business people kodiswarangal inge rendu varanu periye periye car lando varukavaru inda adathilanda aandaru elupa pogarall hallelujah are you believing it? yes, yes. in the world when god does something else through somebody else why can't he do same with the same people hallelujah what well, we need to be careful we need to know the source hallelujah amen, amen. hallelujah come on everyone hallelujah amen. second example valamiana channel la nam paathom in the channel la how you need to be amen. the third thing is even more beautiful action மூணாவது சேனல் என்ன உலகத்தில் இருக்கவங்களுக்கு மாற்றங்கள் வருகிறது மாற்றம் இல்லாதவர்களுடைய முடிவும் என்ன நடக்குதுன்றது எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துட்டு எவ்வளவு பேர் ராஜா இருந்தாலும் ஆண்டவர் மிருக மாதிரி மாத்தினா It made him realize because we are going to see how we have to glorify God It is the seventh example in the name of God Oh my God, I will tell you with the word of God How he praised God after realizing his mistake That you should give the glory to God always Hallelujah <laughs> The third channel man loves to glory is Riches <laughs> Correct? கொஞ்சம் பாக்கெட்ல பணம் வந்தா என்ன ஆயிடும் ஒரு நாள் ராஜாவானக்கு ஒண்ணுமே இருக்காது வீட்டுல ஆனா மற்றவங்க பார்க்கறதுக்காக நல்ல வாட்ச் பரவலான நிற்கணும் Do you have a dress <laughs> or a dress? Yes, there is a dress, there is a dress. We have to do that thing. I am telling you, I am standing for it. We have to be the best. Are you there with me? Yes. But if you are know, not there, you are not there. If you are not there, you are not there. Glory to God, hallelujah. Yeah, yeah, yeah. Are you understanding? Yeah. Glorify in God. So the third channel where man sleeps or he, he loves to boast himself is the richest. We are going to see a king. What king do you know? Ezekiah king. You know this Ezekiah king. You know this Ezekiah king. He said he died. He said he died. He said he died. ஒரு தப்பு வேலை பண்ணிட்டான் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பன்னிரண்டு இருபது அதிகாரம் பன்னிரெண்டு பத்தொன்பது வீட்டில் பன்னிரெண்டு பாபிலோனின் ராஜா என்ன அனுப்பினாரா என்ன கேட்டிருப்பாரு i heard you are very sick are you getting well get well be soon adin soltu oru alaga appa ve letter eluthi anupi ena koduthirga price ellam koduthirkaru nalla veguma nalla kodutharu indra raja vaangnarle santosha padirukla enna panna ivar enna pannara artham vasanatha vasinge ese ki avargalai angikarise ese ki avargalai angikarithu enna pandraru pinbu aangalukku tan pokeeshathayoo saari saane anaitthayoo enna enadhu saari pokeeshathaa ha பொக்கிஷ சாலை தனியா வாசிப்பா என்ன பத்தி சேர்த்து வெள்ளி பொக்கிஷ சாலை அப்புறம் என்னது கங்க வர்க்கங்கள் அப்புறம் நல்ல பரிமளத்தன எல்லா விதமான இதுல இருந்தது ஆயுத சோலை வெப்பன்ஸ் வெப்பன்றி காண்பியாத பொருள் காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை இப்ப ஆண்டவர் எஸ் சேர்த்து வச்ச பொண்ணு வெள்ளி பொக்கிஷாலை தப்புன்னு சொல்றா ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் உலகத்துல நம்ம பணக்கார ஆகக்கூடாது நம்ம உழைக்க கூடாது நம்ம பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இது இருந்தா போதும் அப்படி வருகை சீக்கிரம் வரப்போகுது நம்ம எல்லாம் போனோம் But the worldly people have more wisdom and they are making more money. They know how to multiply. When you give 10,000 rupees, they know how to multiply into crores. They have the wisdom. We need to challenge these days. God didn't challenge that thing or God didn't say wrong about that thing. When you say that, you are not going to change anything, you are not going to change anything. You are not going to change anything. Are you there with me? are you there with me yes. children of god are you there with me yes illa or or mari your sandheegathodukode yes nu solra mari iruke and toke edho or question question irukken please write the questions to me so that next week i can answer that right i always encourage you to write questions if you have question please do write that gives beautiful uh, engage because we together we are are ஒரு அரண்மையில காட்ட ஒரு பொருளும் வண்டி இவன இருக்கான் வியாதி பட்டு இருக்கான் இன்னைக்கும் நாளைக்கோ இருக்கு தேவன் வந்து சுகப்படுத்துறாரு பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்கிறாரு நீ யாருக்கு காட்டினியோ அவங்களுக்கு நீ சேகரிச்சு வச்ச எல்லாத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பெரிய திருப்ப கொடுக்கிறார் ஆனா நல்லா கவனிச்சு கொடுங்க இருக்கிற ராஜாலேயே ரொம்ப ஆண்டிற்கு பயந்து இசைக்கா நல்ல விக்ரக ஆராதனை ஒழிச்சா மேடைகள் தகத்தான் ஆண்டுக்கு பிரியமான இருந்தால இவ்வளோ சொல்றியும் கூட ஏசாயத்திற்கு தரிசி சொல்வோம் இது நடக்கும் உன் பிள்ளைகள் வந்து சிறைப்பட்டு போவாங்க வேலைக்காரலாம் வேலை உன் பிள்ளைங்களோட நாட்கள் நடக்கும் இசைக்கியா நல்ல நீ சொன்னது நல்லது அட்லீஸ்ட் என் காலத்தில் நடக்காமல் இருக்கிறது இல்லை நான் என் பிள்ளைங்க காலத்தில் அது நடக்கட்டும் சில நேரத்தில் அப்படிதான் நடக்கும் நம்மளோட பெற்றோர்களுடைய காரியம் நம்ம பிள்ளைகளுக்கு வரும் நடக்கல உம் அவன் அட்லீஸ்ட் என் காலத்தில் சமாதானமும் உண்மையே இருக்கும் நான் தப்பிச்சேன் என் பிள்ளைங்க தான் சொல்லிட்டு விட்டு போயிட்டான் ஒரு சின்ன தவறு கிவ் தோரி ஃபார் இம் the belt the gold silver am pokish a treasury av sekrit in the panam am sekrit in the ella aayudangal am sekrit to the perfumes am sekrit in the yellame devan kodutad endave avan unandirkappaalla hallelujah and that is why in this truth channel be very very careful we need to be so nanam varakramam aishwarya this three channels man loves to boast man loves to do this thing you need to be careful alana thavarada bodichu unak gnanam irakkudadu barakam irakkudadu unak enna irakkudadu aishwaryam irakkudadu endru bodikkira anda bodhana illa ivagal irundalum nee aandr kudukka vendi meenmeyum magimiyum kudukal nam endalukku poguroma andalukku nam devundra namata magimai paduthirukka nam aayithamarkka vendi hallelujah ai devith me அமெரிக்கன் டிவி வயசும் அவருடைய முப்பது வயசு வரைக்கும் வீடு இல்லாமல் ஹோம்லஸ் பர்சனா இருந்திருக்கார் அப்புறம் அவர் யாரோ ஒருத்தர் ஸ்டோர்ல வேலை கொடுத்து தெருவில் உட்கார்ந்து இருக்கும்போது Now, uh, some of the shows I, I watch, actually, some beautiful game shows, family shows, that one, a man used to cry, he used to tell. I was 20 or 30 years old, not in a house, not in a house. apna and children now i'm talking about god god is the one who brought me here he gave me the wealth inikana sondama parakrathukku enak flight irukku nuliittu first first avarku or order kudutha or furniture store husband and wife avanga aniki idula kaati alurar avanga varum ulidhu timbi timbi alurar this people this people who's the iniki avanga kaatiya palamadangi or panakararanga but he was crying he was crying seeing them he said man you are the one who gave me that opportunity today god has given me this wealth i have a private jet i will make my private jet fly to your place pick you in my private jet come to my studio i will host you in my studio that's god's god's plan hallelujah are you understanding everyone are you understanding one zamil irukra devuda pilligal please be very clear that's what we need to do god is opening up the mental blocks today God is opening up your mentality be very clear know your source very clear give the glory to God but be the best in the world hallelujah amen amen you need wisdom you need strength you need riches but the source belongs to God hallelujah the honor belongs to God the glory belongs to God hallelujah God will bless you God will lift you up உங்களுக்கு எல்லாருக்கும் தவளை தன் வாயால் கெடும் என்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எங்கன்னு வருது தெரியுமா தெரியாது ஆனால் பழமொழி கேட்டிருக்கோம் ஓகே ஒரு முறை என்ன நடந்ததுன்னா இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒரு முறை ஒரு ரெண்டு கொக்கும் ஒரு நல்ல பச்சை கலை தவளை இருக்கும்ல பெருசா கண்ணெல்லாம் பெருசு பெருசாக அழகாக பார்க்கறதுக்கு அந்த தவளையும் ரெண்டு கொக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சான் ஒரு நல்ல அழகான குளத்தில் இவங்க எல்லோரும் தின சாப்பிட்டு அழகாக சம்பாஷணம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இன்னும் ஆச்சு இருந்துட்டு அந்த குளம் வற்றி போயிடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சோம் குளத்தில் இப்போ தண்ணி இல்லை மீன் இல்லை பாசி இல்லை என்னத்தை சாப்பிடுவாங்க இப்போ அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணாங்க ஓகே தீர்மானம் பண்ண உடனே எப்படி போகிறது தெரியலையே இந்த ரெண்டு கொக்காவது அழகாக பறந்து போயிடலாம் இந்த தவளை ஆப் பண்ணி ஆஃப் பண்ணி எப்படி போக முடியும் ஆனால் இந்த தவளை விட்டு போகிறதுக்கும் இந்த ரெண்டு கொக்குகளுக்கு மனசில்லை அப்போ இந்த ரெண்டு கொக்குகளும் இவங்கள என்ன பண்ண அப்போ தவளைக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஏ ஒரு ஐடியா இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு குச்சியை வாயில வச்சுக்கிங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு நான் அந்த த ஏன் வாயில நடுவில் கரேன் என்னை தூக்கிட்டேயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்த உடனே ஓகே கொக்குங்களும் ரெடி ஆகிடுச்சு பக்கத்தில் இருக்க ஒரு குளத்துக்கு போகலாம் ஊரை தாண்டி போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுச்சு கொம்பு எடுத்துக்கிச்சு நடுவில் இந்த தவளை அழகாக வச்சு பிடிச்சிக்கிச்சு பிடிச்சிட்டு ரெண்டு போகிறாங்க ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் என்னடா ரெண்டு கொக்கு ஒரு தவளை தூக்கிட்டு போகுது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஒரு ஜனங்கள் ஒரு சில இடத்துல இருக்கவங்கள உங்களை வழியும் இப்படிதான் தென்மாற பணம் ஒரு சில ஜனங்கள் நின்று ஹே சூப்பராக இருக்குது இந்த ஐடியா யாருக்கு கொடுத்தது இந்த ஐடியா யாருக்கு வந்தது என்று சொன்ன உடனே கவளை வாய் தான் நான் தான் பண்ணேன்ன்னு சொன்னது தொப்பனிக்கிற வந்து அது கவளை தன்வாயால் அதுவும் ரீசன் இருக்கு இன்னொரு ரீசன் இருக்கு பட் ரிமெம்பர் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இங்க இங்க ஊழியத்துல கூட நீங்க வேலை செய்யும் பொழுது இந்த வீடியோ யார் பண்ணா ஒண்ணு நான் தான் பண்ணேன்ன்னு சொன்னீங்கன்னா யூ ஃபால் ஓ திஸ் வூடிட் ஐடிட் ஆல்வே ட் tend to id yourself into the into the glory of God. Amen. Give the gods the glory tell, it's the glory of God, it is the grace of God who did, made me to do this thing. Amen. Are you there with me? Yes. Are you there with me? Yes. Even in the days of God, in the days of God, மீட்புமானார் என்ற இந்த வசனத்தினுடைய ஆதாரத்தை om namah om namah our heart is ready to worship god hallelujah are you ready to give the gods the glory hallelujah avaru magime selta avaru ninge ready irkingla ungala line enna vaaga irukton go to the highest thing but give the gods the glory hallelujah wherever god wants to take you go to that thing and give the gods the glory hallelujah avarkey magime selta nam ellarum aithamagu mellarum mulangal ipadi iruoma mellarum aandude karangal oppukadut lord